மக்களிக்க போம்ன்ன உணைக்கினேன் எனக்கும் நானே அனைவருக்கும் இந்த தினகரின் தீப வணக்கம் நான் திருவண்ணாமலை குமரன் மேனப்பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவன் பேசுகிறேன் என் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுதான் பெருமை அடைகிறேன் நான் கணினியின் தற்போதைய வளர்ச்சி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நம் தமிழ்ப்பாட்டன் வல்லுவன் சொன்னானே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்டண்ப வாழும் உயிர்க்கு இதெல்லாம் இதுவரை இனி கண் இனிப்பாருங்கள் கண் கூட்டி கணினி வானத்தில் எவ்வாறு நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறதோ அதேபோல் உலகமெங்கும் மனிதர்களிடம் கணினி நீக்கம் வர உள்ளது இன்றைய கணினியின் வளர்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பச் அவர்களிடம்தான் செல்ல வேண்டும் முதல் நான் முக்காரம் ஒரு இருக்கும். அதில் எந்த என்று உள்ள வெறுங்க குதித்தால் போதாது வெள்ளைக்கார போலி சன்னிந்திருப்பானே பூச்சு அது போன்ற குதித்தால் தான் ஒரு தோன்றும் பாருங்கள் அன்றைய கணினிக்கும் இன்றைய கணினிக்கும் எவ்வளவு வளர்ச்சி என்று நம் தலைமுறைகளிலே தொலைக்காட்சி அளவிலான கணினி லேப்டாப் அளவிலான கணினி இது மட்டுமாலைக்கழகம் அரிசியை வளர்ச்சிதான் கணினி முதலில் கணிதத்துக்கு மட்டும் பயன்பட்டு இப்பொழுதும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிறது நாட்டில் நோயாளி ஒரு நாட்டில் டாக்டர் கணினி மூலம் ரோபோட்டை அறுவைணினிபோல பல்வேறு துறைகளின் கணினி சர்வம் சக்தி மயம் என்பார்கள் அதே போல் எங்கும் கணினி மயம் இன்று டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லும் அளவிற்கு கணினி வளர்ச்சி பெற்றுள்ளது மீண்டும் இல்லாத நன்றி வணக்கம் இந்த